காணுவதற்காக அதுபோன்ற ஹாரூகளை கூடியவர்கள் தமையினை காணுவதற்காக வேண்டி நாயில் நதி ஆத்தாங்க அவர்கள் வழி நடந்து வந்து அவர்கள் தம்பியை தான் காணுவதற்கு நீர்கள் தம்பியை தான் அவளோடு நடந்திடுவார் அவளோடு நடந்த முசாவை பார்ப்பதற்கு அவர்கள் ஹாரூன் அலி சலாத்து வசலாம் நீண்ட நாளைக்கு பின்பதாக நீண்ட இடைவெளிக்கு பின்பதாக தன்னுடைய தம்பி மூசா அவர்களை காணுவதற்காக பெயராமல் கொண்டு ஹாரூன் அவர்கள் ஆற்றாங்கரை நோக்கி நடந்து வருகிறார்கள் வருகின்ற நேரத்தில் அதேபோன்று மூசா அவர்கள் வருகின்ற ஒரு காட்சியையும் அவர்கள் வருகின்ற ஒரு தோற்றத்தையும் தானே கண்ட ஹாவும் அவர்கள் விரைவாகத்தானே சென்று தன்னுடைய தம்பியை தான் தரிசிக்கின்றார்கள் பார்க்கின்றார்கள் அதே நேரத்தில் மூசாவர்களும் தன்னுடைய தமையன் ஹாரும் என்பதாகத்தானே அறிந்து இரண்டு பேர்களும் தான் அவர்கள் ஒன்றோடு ஒன்றாக முலாக்கத்து செய்து முத்தி முகர்ந்து ஒருவருக்கு முஷாபா செய்து கொண்டு சந்தோஷமான முறையில் எங்க அதிபரியும் de ruwa inga alghi wurndiya wur musa nabiyum inna azir காலத்திற்கு பின்பதாக சந்திக்கின்றி உடனே ஹாரூன் அவர்கள் தன்னுடைய அழைத்துக் கொண்டு ரொம்ப விரைவாக வீட்டுக்கு வருகின்றார்கள் தாயை பார்ப்பதற்காக வேண்டி அதே போன்று அபி மூசா அலி சுனாத் வசலாம் பேர்களும் ரொம்ப விரைவான முறையில் தன்னுடைய தாயை காணுவதற்காக அவங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நின்று தன்னுடைய வீட்டு கதவைத்தான் தட்டினார்கள் அந்த தாயாக கூடியவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் முசாரஜியுடைய தாயா தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய இபாரத்தை முடித்து அவசரமாக தானே வந்து கதவை திறந்ததும் தன்னுடைய அருமை மகன் ஹாரூனும் தன்னுடைய மகனாக மூசா அலி சலாத்து வசலாம் இரண்டு பேர்களையும் தானே பார்த்தவுடனே அந்த தாயாக குழிகள் அப்படியே முஹப்பத்தாகி தன்னுடைய அன்பு மகனை பாசம் உள்ள மகனை மூசாவர்களை தானே அப்படியே கட்டி முத்தி முகர்ந்து வாருங்கள் என்று சொல்லிடுவார்ஜையோடு பிரியமாக பேசிடுவார் இவ்விதமாக தாயாக கூடிய ரொம்ப ஹப்பத்தோடு தன்னுடைய அன்பு மகனை தானே பார்த்து பேராவல் கொண்டு அவர்கள் நடந்த செய்தி எல்லாம் கேட்டார்கள் அதுபோன்று முஸ்மா அலிஸ்லாத்து சலாம் அவர்களும் தன்னுடைய தாய்க்கு தான் சென்றதில் சகுராமாவை கல்யாணம் முடித்து மகன் பிறந்ததில் நின்று மீண்டும் மிசர் நாட்டுக்கு வந்த செய்தி வரை தன்னுடைய தாய்க்கு சொன்னார்கள் அதை கேட்டு அந்த அன்பு தாய் ரொம்ப அதிகமான முறையில் ஹப்பத்தோடு பிரியத்தோடு இருக்கும் அதே நேரத்தில் ஹாரூன் அவர்களும் ஹூசான் அபியர்களும் இரண்டு பேர்களும் பேசிக் அதாவது அவ்வாஜான அனுப்பி வைத்திருக்கின்றான் பிறவனிடத்தில் சென்று நம்முடைய மார்க்கத்தை பற்றி அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னதும் அதை கேட்ட ஹாவும் அவர்களுக்கு சென்று வாழ்க்கைக்கு சென்று புறவனைத்தானே பார்த்து சொல்லுகின்றார்கள் அரசனே என்னுடைய உடன் பிறந்தான் மூசா அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் ஆகையினால் அவர்களை நீ கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் சொல்லக்கூடிய நேர் வழியை நீ கேட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னதும் சொல்லுகின்றான் என்னிடத்தில் நீ அதாவது ஹிதமத்தாக வேலையாக செய்து கொண்டிருக்கின்ற நீ இப்பொழுது உன்னுடைய தம்பி மூசா நபியாக வந்திருக்கிறார் என்பதாக சொல்லுகின்றாயே அப்படியானால் அவரை நாங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னதும் உடனே ஹாரூ அவர்கள் அதுபோன்று தன்னுடைய தம்பிக்குத்தானே வந்து சொல்ல அதை கேட்ட அவர்களும் சந்தோஷமாகி நபி சுனாத் முசலாம் அவர்களும் தம் குப்பாயங்களை எடுத்து அணிந்து கொண்டு ரொம்ப சீனத்தான முறையில் அழகான முறையில் இரண்டு விவர்களும் மாளிகைக்குத்தானே வருகின்றார்கள் அரசனுடைய முன்பதாகத்தானே வந்ததும் ஆகக்கூடிய முசான் நபி அவர்களை ஏறிட்டு பார்த்துடுவார் வந்தவனும் நாம் வளர்த்த பாலகரும் நபி மூசாவாய் வந்திருக்க பாசமும்ப்டி ஏறிட்டு பார்த்து உள்ளூர் அவனுடைய மனதில் தானே இவ்வளவு அழகாக வந்திருக்கிறாரே என்று அவலோடு கேட்கின்றார் நாயன் யாரு உங்களுடைய ரபு யாரு உங்களுடைய ஒரு மார்க்கத்தினுடைய வழி என்ன என்பதை பற்றி கேட்கும் போது அப்பொழுது சொல்லுகின்றார்கள் என்னுடைய நாயனாக கூடியவன் என்னுடைய ரப்பாக கூடிய ஒருவனாக இருக்கும் அவனுக்கு ஆணக்கூடியும் என்னையும் இந்த உலகத்தில் உண்டான சர்வ அதாவது சர்வ ஜீவன்களையும் பாதுகாக்கின்ற ரஹமானாக இருக்கும் அவனுக்கு நீ வழிபட வேண்டும் அது மட்டுமல்ல அப்துகு வரசுகு என்று இந்த கலிமாவை சொல்லி நீங்களும் நீயும் கவுமகளும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று உறுதியோடு அவன் அவர்கள் சொல்லிடுவானும் கொண்டிடுவான் நபி மூசா அலி சலாத்து வசலாம் ரொம்ப உறுதியோடு அவனை மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள் அது கேட்ட அவன் சொல்லுகின்றான் அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவன் எனக்கு வேண்டுமான கவலத்துகளை தந்திருக்கின்றான் வேண்டுமான செல்வம் செல்வங்களை எல்லாம் எனக்கு தந்திருக்கின்றான் ஆகையினால் நான் தான் இப்பொழுது இந்த கோமுகளுக்கெல்லாம் நாயனாக இருக்கின்றேன் என்னுடைய கவுமுகள் எல்லாம் எனக்கு அடிபணிக்கின்றார்கள் ஆகையினால் நீ சொல்வதை காலமும் வெளிப்பட மாட்டேன் நீ நபியாக வந்திருக்கின்றீர் என்பதை பற்றி நான் சந்தோஷ அதாவது சந்தோஷம் அடைகின்றேன் அதே நேரத்தில் நபியாக இருந்தால் அவங்களிடத்தில் பல அற்புதங்கள் உண்டு பல முயற்சி தாத்துகள் உண்டு அதுபோன்று உமக்கு என்ன அற்புதத்தை ஆண்டவன் தந்திருக்கின்றான் என்று புறாவன் கேட்கின்றான் கேட்கின்ற நேரத்தில் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லும் போது சொல்லுகின்றான் அப்படியானால் ஒன்று செய்வோம் என்னுடைய இடத்தில் அதாவது என்னுடைய அடிமைகள் என்னுடைய அப்துக்கள் அதாவது பெரிய பெரிய செய்ய செய்யக்கூடியவர்கள் எல்லாம் என்ன என்னுடைய இடத்துல நிறைய இருக்கின்றார்கள் அப்படி இருப்பதனால் என்ன நாள் என்ன கிழமை என்று அதாவது ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த இடத்தில் வைத்து உம்முடைய ஒரு முயற்சிதாத்தையும் எங்களுடைய ஒரு அற்புதத்தையும் நாங்கள் காட்டி வைக்கிறோம் என்று பிரச்சனை சொல்லினார் அதே நேரத்தில் பிரபவனை பார்த்து சொல்லுகிறார்கள் என்னுடைய உடன் பிறந்தான் என்னுடைய தம்பி அவர்கள் அல்லாவுடைய நபியாக வந்திருக்கின்றார்கள் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி ஹாரூன் அலைக்கு சொன்னார்கள் அதை கேட்ட அந்த சொல்லுகின்றான் சொல்லுகின்றான் என்னுடைய இடத்திலிருந்து என்னுடைய இரணத்தை நீ சாப்பிட்டு உன்னுடைய தம்பிக்கு சாதகமாகவும் நீ எனக்கும் பாதகமாகவும் பேசுகின்றாயே ஆகையினால் ஒன்று செய்ய வேண்டும் நீ இனிமேல் என்னுடைய இடத்தில் இருக்கக்கூடாது உத்தியோகம் பார்த்ததனால அவருக்கு உயர்ந்த உடுப்புகள் உயர்ந்த ஆபரணங்கள் உயர்ந்த பூனாரங்கள் எல்லாம் அணிந்திருந்தார்கள் எல்லாம் கழட்டி வைக்க வேண்டும் என்று பிரவன் கட்டளையிட்டார் அதன்படி அவங்களுடைய உடுப்புடவைகளெல்லாம் தான் கட்டி வைத்தார்கள் அதே நேரத்தில் உடுத்திருக்கின்ற லுங்கியோடு நபி ஹாரூ அலி சுனாத் மசலான் என்று கண்ட நபி மூசான் அலி சுலாத் மசலாம் அவர்கள் அணிந்திருந்த குப்பாயத்தை தான் கொடுத்தார்கள் அதைத்தான் அவர்கள் எடுத்து அணிந்ததும் அணிந்து கொண்டதும் அதே நேரத்தில் துறவனாக கூடியவன் தன்னுடைய மந்திரி காமான்னு நினைத்து சொல்லுகின்றான் அதாவது நம்முடைய இடத்திலிருந்து நம்முடைய இனத்தை சாப்பிட்டவர் நமக்கே நேர எதிரியாக வந்துவிட்டார் அழைத்து சென்று அவங்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி வேண்டுமான நம்முடைய கஜானாக்களை எல்லாம் திறந்து காட்டி அவருக்கு கொடுத்து அவர்களை நம்மளுடைய சொல்லுக்கு இணங்கும்படியாக நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதன்படி அந்த கிராமம் அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று ஹாரூன் அவர்களுக்கும் நபி மூசா அவர்களுக்கும் அவன் வேண்டுமான நல்ல வார்த்தைகளை எல்லாம் பேசி அவங்களுடைய கஜானாக்களை எல்லாம் திறந்து காட்டினி ரகனுக்கு வழிபடுவீர்களேயானால் இத்தனை பொன்னும் பொருளும் இவ்வளவு செல்வம் செல்வாக்கும் உங்களுக்கே சாரும் என்று சொல்லும் கேட்ட நபி மூசா அலிஸ்லா துசலாம் சொன்னார்கள் அதாவது உன்னுடைய இடத்தில் நாங்கள் எந்த ஒரு பொன்னையும் பொருளையும் எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் ஏக இறைவனாகி அவ்வாறு பெரிதானது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் உன்னுடைய உபதேசமோ உன்னுடைய பொன்னும் பொருளோ எதுவும் எங்களுக்கு தேவையில்லை தேவையில்லை என்று சொல்லிவிட்டு ஹாரூன் அவர்களும் நபி மூசா அவர்களும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிவிட்டார்கள் அப்படி திரும்பி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆனால் அந்த இஸ்ராயலுடைய கூட்டத்தார்கள் இருக்கின்றார்களே அந்த கூட்டத்தார்களை எல்லாம் கிபித்தீனுடைய வீடுகளுக்கு சென்று அவர்கள் வேலை செய்து கூலி வேலை செய்து காடுகளில் வேலை செய்து மரங்கள் வெட்டியும் அதாவது கூலி சுமந்தும் இப்படி அவங்களுக்கு பல கொடுமையான வேலைகள் கொடுக்கப்படுகின்றது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலையை கொடுக்கப்பட்டு அவங்க ரொம்ப அல்லல் பட்டு அதுக்கு தகுந்த கூலிகள் கொடுக்காமல் அதுக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காமல் ஊதியங்கள் கொடுக்காமல் அந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்கள் ஆகக்கூடியவர்கள் ரொம்ப அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அவர்கள் எல்லாம் நபி மூசா சனாத் அங்கிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள் நபி மூசா அவர்களே நீங்கள் இந்த மிசிற்கு வருவதற்கு முன்பதாக அவர்கள் எங்களுக்கு வேண்டுமான நல்ல உதவி செய்தார்கள் வேலைக்கு தகுந்த கூலியை கொடுத்தார்கள் அல்ல உபகாரத்தை அளித்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்ததின் பின்பு எங்களுக்கு எந்த விதமாவுடைய கூலிகளும் செய்கின்றார்கள் பல கொடுமைகளும் செய்கின்றார்கள் உண்பதற்கு உணவும் நாங்கள் கொடுத்துவதற்கு புடவை இல்லை இஸ்ராய கூட்டத்தார்கள் கண்ணீர் வடித்து கை செய்து படித்து சொல்லுகின்றார்கள் நாங்கள் ரொம்ப அல்லல் படுகின்றோம் கஷ்டப்படுகின்றோம் என்று சொன்ன உடனே இதை கேட்ட நபி முசாலி சனா தனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக மீண்டும் பிராணடத்தில் தான் சொல்லுகின்றார்கள் என்னுடைய கிளை என்னுடைய கூட்டத்தார்களை என்னுடைய கவுமுகளை நீ விடுதலை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நீ எந்த விதமா என்று சொல்லுடைய ஆபத்து வந்துவிடும் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதாக திட்டங்கள் தீட்டிடுவான் திட்டங்கள் తై చెల్లిరువా మన్వే అలతిరువా ఆనంద తై చెల్లిరువా రౌన్ ఇంద విదమగwidetildeంటిwidetilde அவன் முதல்ல அவர்களுக்கு ஈமான் கொண்டு விட்டான் உள்ளூர் அவன் ஈமான் கொண்டவனாக இருக்கின்றான் இந்த செய்தியில் இருந்த அந்த கிசுபுலி அவனுடைய கூட்டத்தை விட்டு நீங்க நபி மூசா அலி சலா துலாம் வந்து சொல்லும் அதை கேட்ட நபி முசாலி சலாத் அவர்களும் அவர்களும் நினைக்கின்றார்கள் நமக்கு எந்த விதமா என்பதாக நினைத்திருக்கும் போது அதே கிசுபலியாக கூடியவரும் அவனுடைய கூட்டத்தை சார்ந்தவர்களும் பிறந்த சொல்லுகின்றார்கள் அவர்களும் அல்லாஹுடைய நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் ஆண்டவனுடைய ஒரு அனுகிரகத்தை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களை வல்லமையை கொண்டு எந்த முறையில் அவர்களை மடக்க வேண்டுமோ என்று சொன்னான் சொன்ன உடனே அப்ப அந்த துறாவனும் அவனுடைய கூட்டத்தார்கள் மந்திரிகளும் தான் என் கூடியிருந்தேன்னு சொல்லுகின்றார்களே ஆனால் இந்த மூசான்பி நம்முடைய கூட்டத்துக்கு அழைக்க வேண்டும் ஆகனால் நம்முடைய ஷெகர் செய்யக்கூடியவர்களை எல்லாம் அழைக்க வேண்டும் அவர்கள் பெரியவர்களா அல்லது நம்மளுடைய கூட்டத்தில் உள்ளவர்கள் பெரியவர்களா என்று பார்க்க வேண்டும் என்பதாக மூசான் நபிக்கு சொல்லி அனுப்பினான் அதுபோன்ற இடத்தில் உண்டான ஷெகர் செய்யக்கூடிய வஞ்சனை செய்யக்கூடிய சூனியம் செய்யக்கூடிய சூனியக்காரர்களை எல்லாம் எக்கசக்கமான முறையிலே வரவழைத்து ஒரு பெரிய மைதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அதே நேரத்தில் நபி மூசான் அவர்களையும் அழைத்து வரும் இன்னும்னுக்கு உயர்ந்த குறிச்சில் அதாவது உயர்ந்த சிம்மாசனமும் போட்டு அமர்ந்து கொண்டதும் என்ன முடிவு தெரிகிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டிய ஏகபோகமான முறையில் கூடியிருக்கின்றனர் அழகியாக இருக்கின்றார்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றான் உம்முடைய அற்புதத்தாட்டும் உம்முடைய அற்புதத்தை நீ செய்யும் சொல்லும் போது அதே நேரத்தில் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு வகை அனுப்பி வைத்த முந்தாதீங்க அவங்களை செய்யும்படியாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொன்னதும் நபி மூசாலைக்கு சொன்னார்கள் உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் முதலாவது காட்டுங்கள் அதே நேரத்தில் சுயக்காரர்களுக்கும் உத்தரவு கொடுத்தான் உங்களுடைய காட்டுங்கள் என்பதாக உடனே அவர்கள் கொண்டு வந்த ஆசாவையும் அவர்கள் கொண்டு வந்த கயிற்களையும் தான் எடுத்து முசா நபிக்கு முன்பதாகத்தானே அதாவது பல்ல யிர்களையும் எதான் அப்படி கொண்டு வந்த அத்தனை கம்புகளையும் கயிர்களையும் எரிந்த மாத்திரத்தில் அவங்களுடைய ஒரு சூனியத்தினுடைய ஒரு வேலையை கொண்டு தொழிலை கொண்டு அவர்கள் அந்த கயிர்களையும் ஆசாக்களையும் தானே பாம்பாக்கினார்கள் அவங்களுடைய கண்களை கட்டி அத்தனை அதால் பெரிய பாம்புகளாக வரும்படியாக அந்த ஷெகர்காரர்கள் செய்தார்கள் இதை பார்த்த நபி முசாலை அவங்களுடைய மனதிலையும் சற்று பயந்தார்கள் பெரிய அற்புதமாக இருக்கிறது என்பதாக ஆனால் அதே ஜெல்லாம் உமக்கு வேண்டிய வலுப்பத்தையும் துஷ்டாந்திருக்கின்றேன் ஆகையினால் நீர் ஒன்றும் என்பதாக சொல்லி உம்முடைய கையில் இருக்கக்கூடிய அசாவைத்தானே எரியுங்கள் என்று சொன்னதும் அதை கேட்ட நபி மூசா லிசாத் தன்னுடைய வலதுகையில் வைத்திருக்கின்ற அசாவை எடுத்து அறிந்திடுவார் முசா நபி முசா நபி ஆசாவான பெரிய பாம்பாக மாறிடுமாங்க அங்கு கூடி இருந்த ஜன அதாவது ஒரு கரும் நாகப்பாம்பாக பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றமாக அதனுடைய வாய்களை பிறந்து கொண்டு நஞ்சி தானே கைக்கொண்டு அந்த பயங்கர தோற்றத்தோடு வெளியான அந்த நாகப்பாம்பு வந்திருக்க வேண்டியாளிகள்க்கூடிய அந்த அவங்களுடைய ஆசாவினால் ஏற்பட்ட அந்த பாம்பு இருக்கிறது பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தை உண்டாக்கியதான் இதை கண்ட அந்த ஜனங்கள் அத்தனை பேர்களும் அப்படியே பிரமித்து போனார்கள் ஆனால் அதே நேரத்தில் அல்லா ஜல்ல ஆண்டு வலுப்பத்தை கொண்டு அற்புதத்தின் இன்னும் அவர்களுடைய அந்த மற்ற அந்த செய்த பாம்பை எல்லாம் தூக்கி முழுங்கினதையும் பார்த்த அந்த மற்ற சூனியக்காரர்கள் அந்த செய்யக்கூடியவர்கள் வஞ்சனை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் அதற்கு முன்னால் எங்களுடைய சூனியம் எதுவும் செல்லாது என்று அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் பின்வாங்கி விட்டார்கள் அதே நேரத்தில் நபி மூசா அலை சலாத் அவங்க செய்த அற்புதத்தை அந்த மக்கள் எல்லாம் அப்படியே வியப்புறுத்தவர்களாக உண்மையிலே இவர்கள் அவ்வாவுடைய நபி என்று உள்ளூர நினைத்திடுவார் மனதில் ஓர் உங்க அல்லாவின் நபிய என்று அவர்கள் மனதிலே நினைத்திடுவார் அல்லாவில் இருக்க வேண்டிய ஜனங்கள் அனைவரும் பார்த்து அற்புதமடைந்தார்கள் உண்மையிலேயே மூசம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய நபி என்பதாக அவங்களுடைய உள்ளூர் அவங்களுடைய மனங்களிலே நிறைவு பெற்றது இவ்விதமாகத்தான் இருக்கும்போது அந்த செய்தவர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடிவிட்டார்கள் அதே நேரத்தில் அவர்கள் பாம்பாக மாற்றியாக பயம் பாம்பு ஆனால் அதே நேரத்தில் வரலாற்றில் சொல்லப்படுகின்றது இப்படி ஒரு நேரம் ஏற்படும் என்பதாக நபி துலாம் துர்சனா மலையிலே இறைவனோடு தரிசிக்கின்ற போது அல்லா ஜெல்ல கையில் இருந்த கம்பை காட்டினார் அவங்களுடைய பயந்தார்கள் நீங்கள் மதியம் மதியம் என்று சொல்லக்கூடிய ஊரை விட்டு வரும்போது உன்னுடைய மனைவி நாம் போகின்ற வழியிலே பாம்பும் தேடும் அதிகமாக என்று சொன்னார்கள் நீர் அதை கேட்டு அதாவது பாம்பை என்னுடைய ஆசாவால் அடிப்பேன் செருப்பாளர் மிதிச்சு அதை கொண்டு விடுவேன் என்று நீ சொன்னா இப்பொழுது உங்களுடைய பாம்பாக மாறிவிட்டார் தன்னுடைய கால் செருப்பாக கூடிய தேலாக மாறிவிட்டார் மூசாவை இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லும் மூசா நபி அவர்கள் இறைவனுடைய ஒரு துஷ்டாந்திரத்தை நினைத்து பயந்தார்கள் பயப்படாதீர்கள் உடைய கை கொண்டு ஆசாவை தொடும் என்று சொன்னதும் அந்த பாம்பை மாறியது என்று சொன்னதும் திருசுனா மலையில் வைத்து நபி மூசா அவர்களுக்கு இதை எச்சரித்து காட்டியிருக்கின்றார் ஆகவே அவங்களுடைய உள்ளுர மனதிலே பயம் இருந்தாலும் உடனே அல்லா ஜல்லஷானு மூலமாக வகி வைத்து மூசாவே பயப்பட வேண்டாம் பிடிங்கள் பாம்பை என்று சொன்னதும் நவி மூசா அவர்கள் தான் நபின் சென்று பாம்பாக இருக்கின்றார் பயங்கர பாம்பான மாறிடுமாம் பயங்கர பாம்பான பயங்கர பாம்பது எடுத்துக்கொண்டார்கள் அதன் பின்பு பார்த்தார் அதாவது நம்முடைய காரியங்கள் எதுவும் அவர்களிடத்தில் நிலைக்காது என்பதாக அறிந்தவர்களாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாள் அன்று மாளிகையில் இந்த முதலாவது ஈமாங் கொண்டார கிசுபுலி என்று சொல்லக்கூடியவர் அவருடைய மனைவியினுடைய பழக்கம் என்னவென்றால் மகள்களுக்கு தலைவாறி விடுவது சீவி விடுவது அவர்களை சிங்காரி சிங்காரிப்பது அந்த தாயினுடைய பழக்கம் அதுபோன்று ஒரு நாள் அன்று அவனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கும் போது அந்த சீப்பைத்தான் எடுக்கும் போது அவனுடைய மகள் இதை கேட்டதும் சொல்லுகின்றார் என்னுடைய தந்தையினுடைய உதவி நாடுகின்றா என்னுடைய தந்தையினுடைய உதவியை நாடுகின்றாயா என்று கேட்கும் அந்த பெண்மே அந்த தாய் சொன்னார்கள் உன்னுடைய தந்தையினுடைய உதவியை நான் நாடவில்லை நான் யாருடைய உதவியை நாடுகின்றன ஆனால் தகப்பனையும் என்னையும் இந்த அகில படைத்து ஆளக்கூடிய ஆண்டவனுடைய உதவியை நான் நாடுகின்றேன் இறைவனுடைய உதவியை நான் தேடுகின்றேன் என்பதாக சொன்னதும் அந்த பெண்மணி சொன்னார்கள் இது என்னுடைய தகப்பனிடத்தை நான் சொல்லுவேன் என்று சொன்னார்கள் அந்த பெண்மணி சொன்னார்கள் நீ யாரிடத்தில் சொன்னாலும் அதை பற்றி போவதில்லை என்று சொன்னதும் அதுபோன்று மகள் தன்னுடைய தகப்பனுக்கு சொல்ல அதுபோன்று அந்த பெண்மணியும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அழைத்துக் கொண்டு வந்து கேட்டார்கள் என்னுடைய வீட்டில் என்னுடைய வேலையை பார்த்து என்னுடைய இரணத்தை சாப்பிட்ட நீங்களே எனக்கு எதிரியாக மாறிவிட்டீர்களே ஆகையினால உங்களுக்கு நான் பலமான ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன் என்று சொன்னதும் அதை கேட்ட அந்த பெண்மணி அந்த தாயாக கூடியவர்கள் மனதிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் என்ன ஹக்குமை கொடுத்தாலும் நாங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் என்று மலர்ந்த முகத்தோடனே சொந்திடுவாள் முன்பாக काडूं मन कड़कोपान அவித்து அவர்களை கொண்டு போடுங்கள் என்று தண்டனை கடுமையான ஒரு வேதனை அப்படி அந்த பெண் மக்களையும் மகளையும் கொண்டு போய் பயங்கரமான சூடான வெந்நீரில் தானே வைத்து அவர்களை அதாபப்படுத்துகின்றார்கள் அப்படி அதாபுப்படுத்தக்கூடிய காட்சியை யார் பார்க்கின்றார்களே ஆனால் புறவனுடைய மனைவியாகி ஆசியா உம்மா கண்ணாலே கண்டிவாங்க அவர்கள் புறகன் செய்யக்கூடிய கொடுமையை புறகன் செய்யக்கூடிய அநியாயத்தை பார்த்து அந்த ஆசியா உமா கண்களில் கண்ணீர் சிந்த ஆண்டவனை வேண்டுகின்றார்கள் வேண்டி அவர்கள் ஒரு பாதகமான செயல் அதாவது இறைவனை நம்பியவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைக்காக தண்டனை கொடுத்து விட்டாயே என்று சொல்லும் போது இதை கேட்டு அந்த பிரவன் சொல்லுகின்றான் ஆசியாவே உனக்கும் அந்த பைத்தியம் முடிச்சிருச்சா அவங்களுக்கு பிடித்த ஒரு பைத்தி உனக்கும் பிடித்து விட்டதா நீயும் அந்த ஒரு தண்டனைக்கு நீ ஆள என்று சொல்லும் பொழுது ஆசியா உம்மா சொன்னார்கள் உண்மையிலேயே நான் உள்ளுற அந்த மூசா நபியினுடைய நாயனுக்கு நான் மனமாற வழிபட்டு விட்டேன் கொண்டு விட்டேன் என்று உறுதியாக ஆசியா உம் சொன்னார்கள் கோபத்தோடு ஆசியா உம்மாவுடைய தாயை தான் அவர் வளைத்து சொன்னார் உடனே புறவன் சொல்லுகிறான் உன்னுடைய மகளுக்கு நபி மூசா அலிஸ்லாத்துலாம் அவங்களுடைய நாயன் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு வழிபட்டேன் என்று உறுதியாக சொல்லுகின்றார் ஆகையினால இந்த மனைவி மக்களுக்கு என்ன கெதி ஏற்பட்டதோ அந்த நிலைதான் ஆசியா உம்மாவுக்கு ஏற்படும் ஆகையினால நீ அவர்களுக்கு என்று தாய் சொன்னார்கள் அதை கேட்டு ஆசியா உம்மாவும் சொன்னார்கள் அம்மா புராவன் எனக்கு என்ன கொடுமை கொடுத்தாலும் சரி எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் சரி என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இனை ஒரு நானும் அங்கே மாற்றவும் மாட்டேன் ஒரு காலம் மாற்ற மாட்டேன் அப்பொழுது பிரான்ஸ் சொல்லுகின்றார் ஆசியா பார்த்து ஆனால் இந்த ஆசியாவுக்கு பேர் கொண்டு ஒரு தண்டனை கொடுக்க போகின்றேனே ஆனால் எ அலாபையும் தண்டனையும் அதுபோன்று ஆசியா அம்மாவுக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன் என்று சொல்ல இது ஆசியா அம்மா மனப்பூர்வமாக நீ என்ன தண்டனை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக பத்தினியாரும் அவர்கள் பணிமூட சொல்லி பத்தினிய சொல்லிடுவார் உண்மையுள்ளியாவும் சொல்லிடுவார் உண்மையுள்ள ஆசியாவும் ஆசியா